ஏய் எங்க போயிட்டடா அது சாப்பிடுற முடிச்சு இது வா வா அடி போறோம் அம்மா போக கூடாது அது என்ன மேல வாண அய்யோ ஐயோ அவன் மண்ணினா அடிக்கு போறானுடா அண்ணா அண்ணா எங்க போயிட்டடா ரெல்லடா அது விட்டானடா அது அங்க தரமாடி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 கைட்ட <laughs> போட்டீங்க மிதங்கிடும் அடி ஊச்சுன்னா போதும் கொஞ்ச நேரத்தில் அதுவே போயிடும் பிராஜன் மாடி பெருமின்ற நிறைய ஏறுது ஆ சரி சரி மூர்மதி புடி பாத்துட்டு இருக்கா என்ன ஆமா ஆமா மாட்டுல போட்டா மாட்டிதான் அது கூடரா அது கண்ணுல போட முடியாது அதே வேற வேற அதே பாரு முன்னமே அதை வந்து வேடா <laughs> வெட்டிதாங்க <laughs> <laughs> எங்க பிடிக்கிறா டே உங்களுக்கு புடுறா கல்யாணம் சொல்லு கூடு தம்பி தம்பிடி தம்பி ரத்தா வெட்டி ஓகே போயிட்டோம் சங்கப்படுறது மீனு ஏகாட்டுக்கு காபி காமிச்சிவா உன் வாழ்க்கையா முதன்முறையா ஒரு சாதனை படிச்சிருக்கியா களிய யாரும் இல்லையா விஜய் பாருங்க ஹலோ ஆபி சார் நீங்களா வந்து நல்லா மழை பெய்தது பிள்ளைக்கு மழை பெய்ய பிள்ளைக்கு வளர்க்க போல பூரா வட கொடிய ஏ எங்கடா போகிறீங்க என்னடா நம்ம ஒத்துக்குன வெளிய போயிட்டு வர. அக்கா இது என்ன? கெட்டி கெட்டி வாட்றா மரே. ஏ மீ மீனே ரமீனே ரமீனேடா. நீ எறறாடா புடிச்சறடா. நம்ம じゃ புடிச்ச. மீனே வா. இது நான் வந்து புடிச்சறடா சிவா. போல <laughs> கடத்துல குளிர்து <laughs> நடக்குது க அடிக்குறா <laughs> பயார <laughs> கீகாந்திட <advisory> <vorsat> <smilingly fascinating> கட்டிய குத்து இந்த ஒரு கட்டியா அப்டியே குடிச்சுக்கோ